ஹலோ எவ்ரிவான் இது உங்களுடைய டெய்லி டோசேஜ் ஆஃப் இன்டர்நெட் பீஸா டெலிவரி செய்பவர் ஒரு குரங்கு கதவை திறப்பார் என்று எதிர்பார்க்கவே இல்லை இந்த பையன் எதிரி வரிசையின் பின்னால் பிடிபட்டான் மேலும் இந்த நபரே அவர் ஒரு சக வீரராக உதவுவதாக நினைக்க வைத்தார் ஒரே நேரத்தில் ஒரு சூறாவளி மற்றும் எரிமலை வெடிப்பது யாரோ ரெக்கார்டு செய்ய முடிந்தது நீங்கள் ஒரு மழை துளியை கண்டுபிடித்து சூரியனில் சரியாக கோணத்தை கண்டால் தெரியும் மொழியின் அனைத்து கலர்ஸ் காட்டும் ஒரு பிரசத்தை நீங்கள் உருவாக்கலாம் இந்த நாய்க்குட்டி தனது நண்பன் வரும் வரை கொடுமைப்படுத்தப்பட்டது மேகங்கள் நகரும் இந்த அற்புதமான டைம் லேப்ஸ் வீடியோவை ஒருவர் ரெக்கார்ட் செய்தார் <laughs> so this is the end of the video guys mega viravil ungale meendum sandippen pinner